ஹலோ மக்களே நான் உங்க ஜி கேதா பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் போட்டு பார்ட் டூ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏழு நாள் கிட்ட ஆயிடுச்சு சின்ன மக்களை இந்த வீடியோ பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லிருங்க பார்ட் ஒன் பார்க்காதவங்க ஃபர்ஸ்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மார்க்காம் போய் வாட்ச் பண்ணி பாருங்க நான் மச்சான் பைக்லாம் வச்சிருக்கேன் சும்மா கெத்து கட்டுற போல டே இருந்து இருந்தும் இன்னைக்கு தாண்டா ஸ்கூலுக்கு ஒரு நாள் அண்ணா கிட்ட கடை வாங்கிட்டு வந்தேன் அது உனக்கு பொறுக்கலையாடா சும்மா ஃபனுக்கு தான் கேட்டேன் எப்படி லவ்லாம் எப்படி போகுது டேய் என் மூஞ்சா பார்த்தா உனக்கு லவ் பண்ற மாதிரி தெரிதா ஏன்டா போட்டு என்ன சாவடிக்கிற உனக்கு நீ நீ சம்பந்த நான் சொன்ன மாதிரி அந்த பையன் படுறான் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான் என்ன மச்சா பயப்படுறியா அந்த பையன் எவ்ளோ தூரம் வந்துட போறான் பாத்துக்கலாம் விடு டேய் இப்ப யாவது சொல்ற ஸ்பாட் எங்கடா இருக்கு ஏ மச்சா நம்ம போற இடம் ஒரு காட்டு பகுதிடா போலீஸே கண்டுபிடிக்காத மாதிரி இடத்துக்குதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஹலோ மச்சா எங்கடா இருக்க டீ மச்சான் சீக்கிரம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றான் அந்த ஜீப்ஐ தாண்ட நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன்டா சரி மச்சான் பாத்து நீ சேஃப்டியா இரு டேய் மச்சான் எவ்வளவு சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ண முடியுமோ பண்றே நான் கால் பண்ணறேன் 7 hours later ஹலோ மேம் கேக்குதுங்களா உங்க பொண்ணே ஏんで இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல ஏதாவது பிராப்ளமா மேம் என்ன சொல்றீங்க காலையில தான் அவங்க டாடி ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டாரு இல்ல மேம் இன்னைக்கு உங்க பொண்ணு ஸ்கூலுக்குவே வரல ஐயோ மேம் என்ன சொல்றீங்க என் பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்குமே வரல ஐயோ மேம் என்ன சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு போய் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டாக மேம் நீங்கள் ஒன்றும் எதை நினச்சி பத்தட்டப்படாதீங்க உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது டோன்ட் வரி மேம் நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம் ஹலோ சார் யாருனே தெரியல சார் என் க்ளாஸ்மேட் பொண்ணை யாரோ ஜீப்பில் கடத்திட்டு போகிறாங்க சார் என் ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணி போய்கிட்டிருக்கான் சார் சீக்கிரம் வந்து காப்பாற்றுங்க சார் கட்டிட்டு போய்ட்டு இருக்காங்களா பொண்ணோட ஃபோட்டோஸ் எதுவும் இருக்கா ஃபோட்டோஸ் ஏது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பா அப்போ தான்ப்பா எங்களால் முடியும் சார் ஃபுல் டீட்டெயில் தெரியாது சார் பொண்ணோட ஃபோட்டோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பேர் நிவி சார் ஆனால் கடத்தின இடம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார் வாங்க சார் உங்களே கூட்டிகிட்டு போகிறேன் அந்த இடத்துக்கு சார் என் ஃப்ரெண்டு வேறு அந்த ஜீப்பை தான் சார் ஃபாலோ பண்ணி போனால் அவன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லாம் தெரியும் சார் சரி உன் ஃப்ரெண்டுக்கு உடனே கால் பண்ணுப்பா ஆ ஹலோ கேக்குதாடா டே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க ஒரு வீட்டுக்குள்ளே தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாடா ஹலோ தம்பி கேக்குதாப்பா நான் எஸ்ஐ பேசுகிறேன்ப்பா நீ எந்த இடன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடியுப்பா ஆ சார் இது எந்த இடம் தெரியல சார் ஆனால் நீங்கள் ஸ்கூல் ரோட்லேயே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் சார் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் சார் அந்த ரோடு சரிப்பா நாங்கள் அந்த இடத்துக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறோம் நீ பார்த்து சேஃப்டியாரு சேரிப்பா இப்ப இந்த ரோட்டுக்கு என்ன கொஞ்சம் பாஸ்டா கூட்டிட்டு போ அப்பதான் அந்த எடத்துக்கு நான் ஏனால கொஞ்சம் எவளோ சீக்கிரம் போக முடியுமா ولا சீக்கிரம் போக முடியும் கொஞ்சம் பாஸ்டாவே இன்னைக்கு கூட்டிட்டு போப்பா ஓகே சார் ஏ இரங்கடி நீ என்ன எடத்துக்குடா என்ன கூட்டிட்டுandırிகிங்க ஒழுங்கா ஒரே இடைய விட்டுங்கடா 나 வீட்டுக்கு போளே அம்மா ஏ வாயை மூட்ரி இல்ல இந்த இடத்திலே உன சாகடிச்சு போட்டுப் போயிர்றேன் என்ன அம்மட்ட கூட்டிட்டு போங்க என்ன தெரியல பதட்டமா இருக்கு சார் என் பொண்ணை காணா சார் எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் ஆ அந்த நிவி பொண்ணு கேசாமா இப்போ எஸ்ஐ அதுக்கு அந்த சம்மந்தமாக போயிருக்காரு இப்போதான் ஒரு பையன் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் இப்போ தான் கிளம்பி போயிருக்காரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்கம்மா கண்டுபிடிச்சிருவாங்க சார் எந்த இடம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு போவோம் சார் அந்த ஸ்கூல் ரோட்டுக்கு சார் போகிறேன்னு சொல்லிட்டு போனார் Five minutes later. Sir, thank you very much, sir. I've been here for a long time, sir. I've been here for a long time, sir. Thank you very much, sir. Thank you very much, sir. This is not my fault.